வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் போன பதிவுல சார்புகளின் வகைகள் இந்த பதிவுல சில சிறப்பு வகையான சார்புகள் என்ன பார்க்கலாம் சில சிறப்பு வகையான சார்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பாருங்க மாரிலி சார்பு சமணி சார்பு மெய்மதிப்பு சார்பு ஒவ்வொன்றையும் பற்றி விரிவான விளக்கம் பார்க்கலாம் மாரிலி சார்பு f from a to b ஆனது மார்லி சார்பு எனில் வீச்சகம் ஆனது ஒரே ஒரு உறுப்பை கொண்டதாகும் கவனிங்க அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் எம் எம் சி ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ சி பிலாங்ஸ் டு இதோட பொருள் என்னென்னு பார்க்கலாம் கணம் a யில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் கணம் பியில் ஒரே ஒரு உறுப்பு மட்டுமே நிழல் உருவாக இருக்கும் பாருங்கள் கணம் ஏ A, B, C, D நான்கு உறுப்புகள் இருக்கு கணம் பி 1, 2, 3 மூன்று உறுப்புகள் தான் இருக்கு சார்ப வரையறை செய்யலாம் A, 3, B, 3 C, 3, D, 3 டி கமா மூன்று நல்லா கவனிங்க ஏயிலுள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரே ஒரு நிழல் உரு மூன்று என உள்ளது அம்பு குறிப்பிடம் பாருங்கள் ஏ பி சி நான்கு உறுப்புகளுக்குமே 3 என்ற நிழல் உரு உள்ளது ஸோ எஃபெக்ஸ் சமம் மூன்று ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு a. அனைத்து ஏயிலுள்ள உறுப்புகளுக்கும் நிழல் உரு 3 தான் வீச்சகம் 3. இந்த வகையான சார்பு மாறிலி சார்பு ஆகும் ஒரே ஒரு உறுப்பை மட்டும் வீச்சகமாக கொண்டிருந்தால் அவ்வகையான சார்பு மாறிலி சார்பு சமனிச்சார்பு, சார்பு ஐடென்டி ஃபங்க்ஷன் ஏ ஒரு வெற்றில்லா கணம் from a to a ஆனது x am x, for all x belongs to a என வரையறுக்கப்பட்டால் அந்த சார்பு சமனிச்சார்பு எனப்படும் அதாவது கணம் ஏ யிலுள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் அதே உறுப்பே நிழல் உருவாக இருக்கும் பாருங்க இதை ஐ ஏ என குறிக்கலாம் சமணி சார்புக்கு ஆங்கிலத்தில் ஐடென்டி ஃபங்க்ஷன் கணம் ஏ என்பதால் ஐஏ என குறிக்கலாம் உதாரணம் பாருங்கள் கணம் ஏயில 3 உறுப்புகள் இருக்கு எக்ஸ் ஒய் இசட் கணம் பிலையும் அதே 3 உறுப்புகள் இருக்கு ஒவ்வொரு உறுப்பிற்கும் அதே உறுப்பு நிழல் உருவாக இருக்கிறது அதனால் தான் எஃப்ஆஃப் எக்ஸ் எம்எம் எக்ஸ் அதாவது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எக்ஸ் பிரதிடும்போது எக்ஸே தான் நிலல் உருவாக இருக்கு என்ன பிரதையிட்டாலும் அதே உறுப்புதான் நிலல் உருவாக இருக்கும் இவ்வகையான சார்பு சமணி சார்பு சமமாக இருப்பதால் சமணி சார்பு கணம் A சமம் ஏ பி சி எனில் எஃப் சமம் ஏகமா ஏ என சமணி நாம் வரையறை செய்யலாம் ஆனது ஏயின் மீதான சமனை சார்பாகும் மெய்மதிப்பு சார்பு சார்பு எஃப்ரம் ஏ டு பி ஆனது மெய்மதிப்பு சார்பு எனில் எஃப் வீச்சகமானது ஆர் எனும் மெய்யெண்களின் உட்கணமாக இருக்கும் மெய் எண்கள் நாம் ஒன்பதாம் வகுப்பில் பார்த்துருக்கோம் அதாவது எஃப்ஆஃப் ஏ என்பது ஆரின் உட்கணமாக இருந்தால் இவ்வகையான சார்பு மெய்மதிப்பு சார்பு போன பதிவில் குத்துக்கோட்டு சோதனை பார்த்தோம் குத்துக்கோட்டு சோதனையை பயன்படுத்தி ஒரு வலைவரை சார்பாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நமக்கு தெரியும் இந்த பதிவில் கிடைமட்ட கோட்டு சோதனை ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பாருங்கள் வலைவரை ஒன்றுக்கொன்றான சார்பை குறித்தால் வரையப்படும் கிடைமட்ட கோடு வலைவரையை அதிகபட்சமாக ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டும் இங்கே நாம் கோடு கிடைமட்டமாக கொடுக்கப்பட்ட வலைவரை மீது வரைந்து பார்க்க வேண்டும் பாருங்கள் வளைவரை கொடுத்திருக்காங்க கிடைமட்ட கோடு கிடைமட்ட கோடு இப்படி வரையும் போது ஒரே ஒரு புள்ளியில மட்டும்தான் வெட்டுது இந்த வலைவரை ஒன்றுக்கொன்றான சார்பு அடுத்த வலைவரை பாருங்க கிடைமட்ட கோடு கொடுக்கப்பட்ட வலைவரை எத்தனை புள்ளிகளில் வெட்டுது இரண்டு புள்ளிகளில் வெட்டுகிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளியில் வெட்டினால் அது சார்பாகாது வலைவரை ஒன்று கொன்றான சார்பை குறித்தால் கிடைமட்ட கோடு ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்ட வேண்டும் ஒரு சார்பு ஒன்று கொன்றான மற்றும் மேல் சார்பாக இருந்தால் அச்சார்பை நாம் இருபுறச் என கூறலாம் பாருங்க கணம் ஏல மூன்று உறுப்புகள் இருக்குது கணம் பியில் மூன்று உறுப்புகள் இருக்குது ஏயிலுள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் பி யில் தனித்தனியாக வெவ்வேறான நிழல் உருக்கள் இருக்குது எனவே இது ஒன்றுக்கொன்றான சார்பு வீச்சகம் பாருங்கள் டபிள்யூ எக்ஸ் இருப்பதால் மேல் சார்பு எனவும் கூறலாம் ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் உரு உள்ளது மற்றும் பியின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஏயில் முன் உரு உள்ளது ஒன்று கொன்றான மற்றும் மேல் சார்பு இரண்டு சார்புகளாக இருக்கிறதுனால இதையே இருபுறச் சார்பு எனவும் கூறலாம் மேல் சார்பு உற்சார்பு மேல் சார்புனா என்னென்னு பார்த்தோம் வீச்சகம் துணை மதிப்பகத்துக்கு சமமாக இருந்தால் அச்சார்பு மேல்சார்பு பாருங்கள் ஒன்று கமா இரண்டின் நிழல் உரு ஏ மூன்றின் b, 4 பி நான்கின் நிழல் உரு சி ஏயின் வீச்சகம் சமம் துணை மதிப்பகம் ஸோ இச்சார்பு மேல்சார்பு உற்சார்புக்கு என்ன பார்த்தோம் குறைந்தது ஏதாவது ஒரு உறுப்புக்கு முன் உரு இருக்கக்கூடாது இங்கே இஎஃப் என்ற உறுப்புகளுக்கு முன் உரு இல்லை ஏ யிலுள்ள நான்கு உறுப்புகளும் பி யில் நான்கு உறுப்புகளுடன் மட்டுமே தொடர்பு படுத்திருக்காங்க ஏயின் வீச்சகமானது துணை மதிப்பகத்தின் தகு உட்கணம் எனவே இவ்வகையான சார்பு உற்சார்பு ஒன்று கொன்றான சார்பு பலவற்று கொன்றான சார்பு இந்த படத்தை கவனிங்க ஏயில் நான்கு உறுப்புகள் இருக்கு பி யில் உள்ள நான்கு வெவ்வேறான உறுப்புகளுடன் தொடர்பு ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் உருக்கள் உள்ளன எனவே இச்சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு பலவற்றுக்கு ஒன்றான ஒன்று கமா இரண்டு என்ற இரண்டு எண்களுக்கும் ஒரே நிழல் குரு ஏ உள்ளது எனவே பல உறுப்புகளுக்கு ஒரு நிழல் உரு இருப்பதால் இவ்வகையான சார்பு பலவற்றுக்கு ஒன்றான சார்பு ஏயின் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஒரே நிழல் உரு பியில் உள்ளது சார்பின் வகைகளோட வரையறை தெரிஞ்சாதான் பயிற்சி கணக்குகளை நம்மளால் தெளிவாக போட முடியும் Thank you